வெல்கம் டு பிஸ்னஸ் ப்ரோ யூடியூப் சேனல் இன்று நாம் பார்க்கப் போவது பணத்தை அள்ளி வழங்கும் ஜூஸ் வியாபாரம் எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையாயின் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை எமக்கு தாருங்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஜூஸ் என்பது எல்லோருக்கும் பிடித்த ஒன்று இப்போது அடிக்கும் வெயிலுக்கு கூழாக ஜூஸ் ஒன்று அடித்தால் உடலுக்கு இதமாக இருக்கும் அல்லவா ஜூஸ் வீட்டிலும் செய்து குடிக்கலாம் ஆனால் தேவைப்படும் பழங்கள் இருக்காது வெயில் காலங்களில் வெளியில் செல்லும்போது ஜூஸ் ஒன்று குடிக்க எல்லோர் மனதிலும் எண்ணங்கள் தோன்றும் ஒரு பொருளை வாங்குவதற்கு தேவை அப்பொருள் பற்றிய எண்ணம் அல்லது ஜூஸ் எல்லோராலும் வாங்கப்படும் இதை தொழிலாக செய்தால் அதிக வருமானம் விட்டலாம் நல்ல சனம் உள்ள தெருவில் கடையை போட்டால் சரி அத்துடன் சுத்தமாகவும் சுவையாகவும் குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கினால் உங்கள் வியாபாரம் எங்கோ சென்றுவிடும் இந்த இந்த தொழிலை செய்வதற்கு கடை பழங்கள் பிளண்டர் என்பன மூலதனமாக தேவை சிறிய மூலதனத்தில் அதிகம் உழைக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் इीडियो पिछड़ी लाइक कमेंट सब्सक्राई से नी